அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்திரோஹிலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சிக்கு உண்டான பழங்களை பற்றி தான் பார்க்க போறோம் கும்பராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்று மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகுதுங்க இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடமாக வந்து பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் அயன சைன போகன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் இருந்தார் நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது ஏதோ ஒரு விஷயம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது அது ஒரு திங்கிங்லேயே தான் இருப்பீங்க சரியாக சாப்பிட மாட்டீங்க தூங்க மாட்டிங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் இருந்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா இரண்டரை வருடமாகவே உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் வந்து ப பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் உட்காந்துக்கலாம் தேவையில்லாத உங்களுக்கு விரயங்கள் அதாவது நீங்கள் சுப விரயங்களாக கூட பண்ணியிருக்கலாம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சுபவிரயங்களாக கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது சுப செலவாக போயிருந்துருக்கும் அப்படி இல்லை பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த்துக்கு உண்டான விஷயங்களை வந்து செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து போயிட்டுருக்கும் உங்கள் லைஃப்பில் இப்போ ஜென்மசனிக்கே வராரு அதாவது தன் வீட்டுக்கே அதிபதி கும்ப வீட்டுக்கு உண்டான அதிபதியே சனி பகவான் அவர் வீட்டுக்கே வராரு ஜென்மசனியாக வராரு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம வீட்டுக்கு சனி பகவான் வர்றதுனால என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்க் பண்ணுறது ஒரு போல்டாக ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா தீர்மானமாக ஒரு முடிவெடுப்பீங்க ஒரு கரெக்டானபடி நடந்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் நேர்மையாக இருக்கிறாங்க நாணயமாக இருக்காங்க எந்த தவறு செய்யாத கரெக்டானபடி நடந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜென்மசனி அவங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஜென்மசனிலேருந்து அவருடைய பார்வைகள் வந்து எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்போ மூன்றாம் இடம் தைரிய வீரி ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் மு மூலிமா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா போல்டாக ஒரு சில விஷயங்கள் துணிச்சலாக எடுத்து அது மூலிமா நல்ல ஏர்னிங்ஸ் வரும் நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய டைம் வந்து இதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பன்னெண்டுக்கு உண்டான விரயஸ்தானாதிபதியும் அவர் தான் அதாவது தன் வீட்டுக்கு உண்டான அதிபதியும் சனி பகவான் அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் நீங்கள் முடிவு அவசரப்பட்டு எந்த விதமான முடிவு எடுக்கக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு வீடு இதனால் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சுப செலவுகள் நடந்தது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சுப பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை வீட்டில் பெரியவங்களாக இருக்குதிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்யாண செலவு ஏதாவது ஏற்றுகிட்டு இருந்துருப்பீங்க சுப விரயங்களாக கூட மாறி உங்களுக்கு அதே மாதிரி ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால கும்பராசிக்காரங்களுடைய மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ உடல்நிலை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அவங்களுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் தேவையில்லாத சலசலப்புகள் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள வாக்குவாதங்கள் நடக்கணும் அதனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பேசி முடிவெடுத்துக்கோங்க பேசி தான் இந்த விஷயத்தை அதனால் ஒரு சில நேரத்தில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க ஏன்னா ஜென்மத்திலேயே நம்ம ஜென்ம இடத்துலேயே சனி பகவான் டிராவல் பண்ணுறாரு ஜென்மசனின்னு நம்ம சொல்கிறோம் தன் வீட்டுக்கு உண்டான அதிபதி அவர் தான் இருந்தாலும் ஜென்மசனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வாய்ப்பேசாத அமைதியாக போகிறது நல்ல விஷயங்கள் ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு கோவம் வந்துடும் மறதிகளும் அதிகமாக ஏற்படும் ஒரு பேங்க் ஒர்க்காக போகிறீங்க இல்லை வீட்டை வீட்டு கிளம்புறீங்க அப்படின்னா நிறைய திங்ஸை வந்து மறந்துடுவீங்க அந்த மறதிகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பெறித்தனமாக இருக்கிறது இந்த கண்டிப்பாக வரும் ஏன்னா தன் வீட்டில் அதிபதி வந்து சனி பகவான் தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் நீங்கள் பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பேங்க் விஷயமா இருந்தாலும் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தள்ளி போடுவீங்க அதனால் உடனடியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக செஞ்சுருங்க நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முனியப்பன் சாமியை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸாக இருக்கும் நீங்கள் இந்த சாமியெல்லாம் வழிபாடு பண்ணுறீங்க உக்ரதெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப நல்லாது ஏன்னா எதிரிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க அதாவது எதிரிகள் வந்து டைரக்டாக உங்கள்கிட்ட மோத முடியாது கும்பராசிக்காரங்கிட்ட மறைமுகமாக இருந்து சூழ்ச்சி பண்ணி தான் வீழ்த்துவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் கும்பராசிக்காரங்க அதனால் குலதெய்வ வழிபாடும் ப்ளஸ் வந்து முனியப்பன் சாமி வழிபாடும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதே மாதிரி ஏழாம் இட கலத்திரஸ்தானம் கேந்திராதிபதி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால மனைவியோட உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுனால உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இட தொழில் ஸ்தானம் தொழில் மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் இதனால் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் மாத்திருப்பீங்க வீடு மாத்திருக்கிறது நிறைய விஷயங்கள் ஏற்பட்டுருக்கும் உங்கள் லைஃப்பில் அதனால் தொழில் மாற்றங்கள் தொழில் இடம் மாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அதனால வந்து உங்கள் தொழில அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் பிளான் போட்டு வச்சிருப்பீங்க அது செயல்படுத்தக்கூடிய தருணம் தான் இதுன்னு நம்ம நினைச்சிக்கலாம் கண்டிப்பாக வந்து பத்தாவது தொழில் ஸ்தானத்தை நிறைய மாற்றங்கள் உங்கள் தொழில் மூலியமாக மாற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு பொங்கு சனியாக இருந்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அந்த ஜென்மசனி நல்ல ஒரு டேலண்டான பர்சனாக தான் இருப்பீங்க கும்பராசி பொறுத்த வரைக்குமே சதை நட்சத்திரம் அப்படின்னா ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரமே அதில் அவிட்ட நட்சத்திரமும் வருது அதனால் வந்து இந்த ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்க எல்லோருமே நல்ல டேலண்ட்டாக தான் இருப்பாங்க அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நிதானமாக செயல்படுறது நல்லது ஏன்னா ஜென்மசனியாக இருக்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க அது முடிவெடுக்க கொஞ்சம் நிதானத்துடையும் கொஞ்சம் கலந்துக்கோங்க வீட்டில் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பத்தாம் இடத்தை வந்து கரெக்டாக சனி பகவான் பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை அதனால் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் லைஃப்பில் நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும் போது அதில் வின் பண்ணி ஜெயிச்சு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து உட்கார போகிறீங்க குரு பகவான் அடுத்தது இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாந்து ஆண்டு அன்று பார்த்தீங்கன்னா ச குரு பகவான் இரண்டு இரண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வருவார் அப்போ மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால என்னென்னா உங்களுக்கு அந்த சனி டைரெக்டாக 3 இடத்த வேறு பார்க்குறாரு அதனால் குடும்பத்தில் சில சண்டை சச்சிவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அதாவது வெளியூரில் வேலை செய்கிறாங்க ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் வந்து வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது ஆனால் ஒரே குடும்பத்தில் இருக்கீங்க ஒரே வீட்டில் இருக்கீங்க டெய்லியும் அன்றாட நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனைகள் வரும் அந்த இடத்துல தவிர்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க அதிகமாக பேச்சு கொடுக்காதீங்க பிரச்சனைகளை வளர்க்காதீங்க ஹாப்பியாக இருங்க லைஃப்பை லீட் பண்ணுங்க இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருங்க வெளியே கூட்டிகிட்டு போங்க எங்கேயாவது ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டு டூருக்கு இந்த மாதிரி போயிட்டு வாங்க வந்து வாக்குவாதங்கள் வரும் பேச்சுக்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் விடுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது ஆனால் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஜாபில் இருக்கீங்கன்னா அது கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஜாப்பில் இருந்தாலும் சரி ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஆனால் பேர் கெட்ட பேர் நீங்கள் எந்த விஷயமும் செய்யலை அப்படின்னாவே உங்கள் பேர் அடிப்படும் இந்த இடத்துல கெட்ட பேர் உண்டதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணி போகிறது நல்லது கும்பராசிக்காரங்க எதுலையுமே செலச்சவங்க இல்லை அவங்க எப்போவுமே வந்து தைரியமாகவும் ரொம்ப போல்டாகவும் ஒரு விஷயத்த செயல்பட்டு அதில் வின் பண்ணிட்டு தான் வருவீங்க கும்பராசிக்காரங்க அதில் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹிலிங் தரப்பை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்